இங்கும் அங்கும் எங்கும் உங்கள் திருப்புகளை பாடுவே இங்கும் அங்கும் செங்கும் உங்கள் திருப்புகளை பாடுவேன் எங்கள் நத்தர் பாபா என்றும் சிந்தாபா எங்கள் நத்தர் பாபா என்றும் engalna thar baba endrum jindabad engalna thar baba endrum jindabad engum angum kengum ungal thirupugalai <laughs> paadave engum angum kengum ungal thirupugalai paadave engalna thar baba endrum jindabad engalna thar baba endrum jindabad வந்த, வீரர் அலி வழியில் வந்தார் வீரத்துருக்கி மாமன்னர் அகமது கபீரின் அருமை மைந்தராய் அவதரித்தாரே புகழுடனே இங்கும் அங்கும் எங்கும் உங்கள் திருப்புகளை பாடுவேன் எங்கள் நத்தர்தாதா என்றும் சிந்தவா எங்கள் நத்தர்தாதா என்றும் மன்னராக்கி மன்னராக்கி வெறுத்தவரே nayillaada muhalil adainda jangal nakhar dada ve ingum angum yengum pungal tirupugalai paaduvengal nakhar dada yendra zindabaad yengal nakhar dada yendra zindabaad yengal nakhar baba yendra zindabaad janga khar dada yendra zindabaad திருவிளக்காய் குலத்தின் திருவிழக்காய் திகந்த எங்கள் அவளையாவே திருச்சி நகரின் நாயகராக திருச்சி நகரின் நாயகராக எங்கள் தபழ ஆலந்தாதரே எங்கும் அங்கும் எங்கும் உங்கள் திருப்புகளை பாடுவேன் There is another lamp. Oh dear. I was�� ext olan, but there was a place in theπά field before you used to fly. Someone alone is aaa 105 mile stood in Anushana. நி தா ஜி